ஒரு கிராமத்துல மனோகர் சரண்யான் ஜோடி வாழ்ந்தாங்க மனோகர் ஒரு நல்ல மனுஷன் மரியாதைக்கு உரிய மனுஷன் அவன் முகேஷ்னு பால் காரங்கிட்ட பால் வாங்குவான் அவனோட மனைவி அந்த வச்சு அதை தயிர் வித்து வந்த பணத்துல அவங்க வாழ்க்கைய நடத்தினாங்க குறுகிய காலத்துல அவனோட தயிர் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைச்சது நிறைய பேர் அவங்க கிட்ட தயிர் வாங்க ஆரம்பிச்சாங்க அவனோட வெறும் கையோட கடையில இருந்து போக மாட்டாங்க நீ எனக்கு நிறைய பால் விநியோகம் பண்ணணும் கண்டிப்பா மனோகர் உனக்கு இல்லாமலா அதே மாதிரி அவன் மனோகருக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி மனோகர் அதனாலதான் அதிகமான பால் விநியோகம் பண்ண சொல்றான் ஆனா என்னோட பால் வியாபாரம் வளரவே இல்லை அவன் மட்டும்தான் எனக்கு அதிகமான வியாபாரம் கொடுக்குறான் நான் அந்த பால தண்ணிய கலந்தா அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது ண்டுும் நடந்துச்சுன்யா தயிர் இன்னைக்கும் கெட்டு போச்சு நம்ம இந்த பால பத்தி ஒரு முடு நம்பிக்க வச்சா நம்ம பாலோட தரத்தை பத்தி நினைக்கவே வேண்டாங்க இது ஒரு நல்ல ஆலோசனை சரண்யா நம்ம அதையே பண்ணலாம் நான் அவகிட்ட இனிமே பால் விநியோகம் பண்ண வேண்டாம் சொல்லிடுறேன் அவங்க அவங்க சில வந்த மனோகர் ஒன்னும் இல்லடா எங்களுக்கு நாளிலிருந்து பால் விநியோகம் வேணான்னு உங்ககிட்ட சொல்றதுக்குதான் வந்த என்ன ஆச்சு எதுனால நீ நிறுத்துற பால் வாங்க பதிலா நாங்க மாடுகளை வாங்கிட்டோம் அத பாத்துக்க ஒரு ஆளு வேலைக்கு வச்சிருக்கோம் அவனோட வியாபாரம் வளர்ந்துருச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க தினமும் முகேஷ் பால் விநியோகம் பண்ண போகும் போது கடையில கூட்டம் அதிகமா நிறைய பேர் தயிர் வாங்கறத கவனிச்சான் கிராம பெரிய பான தயிர் வேணும் எதுக்காக உனக்கு அவ்வளவு தயிர் வேணும் முகேஷ் அப்புறம் அந்த நிகழ்ச்சியில அந்த தயிர எல்லாருக்கும் சாப்பிடல பரிமாணினான் கொஞ்ச நேரத்துல அந்த தயிரை சாப்பிட்ட எல்லாருக்கும் வயிர் வலிக்க ஆரம்பிச்சது எல்லாரும் வலியில புலம்பிட்டாங்க அதே சமயம் ஜமீன்தாரும் நீ அந்த தயிர்ல என்ன ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த தயிர மனோகர் கிட்டதான் வாங்கின காவலர்களே போய் மனோகரை கூட்டிட்டு வாங்க அவங்க ஜமீன்தாரோட கட்டளை படி கணவன் கூட்டிட்டு வந்தா. நீதா முகேஷ்க்கு தயிர வித்தியா ஆமா ஐயா உன்னோட தான் எல்லாரும் வயிறு வழியில துடிக்கிறாங்க அந்த தயிர்ல நீ என்ன கலந்த இப்ப வரைக்கும் காவலர்களும் அவரோட கட்டளை படி பண்ணாங்க இது இப்படி நடந்திருக்கும் நாங்க எதுவுமே அந்த தயிர்ல கலக்கல ஒருவேளை முகேஷ் ஏதாவது பண்ணிருப்பானோ அதுக்கப்புறம் முகேஷ் திரும்ப வீட்டுக்கு போனத பார்த்தா ஒருவேளை போனா எனக்கு ஒரு வழி கிடைக்கும் பண்ணத பத்தி சொன்னயா நடந்ததெல்லாம் ஒட்டு கேட்டா அவ அங்கிருந்து போகும்போது அவங்க இருந்து வாங்கின தயிர் பானைய கவனிச்சா அதுல தயிர் நிரம்பி இருக்கிறத பார்த்தா யிருக்கு பதிலா வேற எதையும் வச்சுட்டான் இத பத்தி ஜமீன்தார்கிட்ட சொல்லணும் அப்படி நினைச்சிட்டு அவன் அந்த தயிர் பானைய ஜமீன்தார்கிட்ட காட்டி முகேஷ் தான் எல்லாத்தையும் பண்ணத சொன்னான் அப்புறம் முகேஷ சிறையில போட்டாங்க முடிவு கட்டணும் ஆனா எனக்கு இப்போ ஒரு வியாபாரமும் இல்ல இத மாதிரி அவ தன் பண்ண தப்ப பத்தி யோசிச்சுட்டு வருத்தப்பட்டான் மனோகர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவனோட ஜீன்தார் கிட்ட உண்மைய சொல்லி சிறையிலிருந்து விடுவிச்சதுக்கு அவளை பாராட்டினா ரெண்டு பேரும் அவங்களோட தயிர் வியாபாரத்தை தொடர்ந்தாங்க அவங்க எப்பவுமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க